என்ன காபى பார்த்துட்டு இருக்கீங்க அது வாசனபண்ணே சிலிண்டர் எங்களுக்கு இன்னைக்கு வர வேண்டியிருக்கு சிலிண்டர் வண்டி சத்தம் கேடிச்சா சரி அதான் வில்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம் இங்க வரதா அப்படி அக்க நான்も புக் பண்ண வேண்டியிருக்கு கா இன்னைக்கு பண்ணனும் இந்தோ சிலிண்டர் வண்டி வந்துட்ட கா இங்க மல்லிங்கறது யாரமா சிலிண்டர் வந்திருக்கு நாந்தாங்க அப்படி வாசல்ல இறக்கி வைங்க பச்சிடம்மா இங்க பாங்க பில் 925 ரூபாய் கொடுங்க ஏதே 925 ரூபாயா ஒரு சிலிண்டர் இது எப்ப ஏர்னிச்சி ஆதல்ல ஏறிக்கிட்டமா இருக்கு காசா கொடுங்கமா நான் அடுத்து வீட்டுக்கு போறோம் அப்படி பார்த்தாலும் பில்லுல 880 தான இருக்கு நீங்க 925 ரூபாய் கேக்குறீங்க அம்மா சிலிண்டர் 880 தானமா நாங்க எடுத்துட்டு வரோம்ல எங்களுக்கு 45 ரூபாயமா நீங்களே 35 ரூபாயில இருந்து 45 ரூபாய் ஏத்திட்டீங்களா நீ சொல்றதான் எங்களை மாத்திக்கும் போல இருக்கு மாற்றத்தை ஆராய்ப்போம் அநியாய கொள்ளையா இருக்கு பெட்ரோல் விலை தான் சென்चुरी அடிச்சதுன்னு பார்த்தா இப்ப சிலிண்டர் வேலையும் சடே விலையா கொண்டாடுறின போல இருக்கு இது எங்க போய் சொல்றது நம்ம என்ன பண்றது சின்ன பொண்ணே இப்ப உள்ள காலகட்டத்துக்கு பெட்ரோல் டீசல் சிலிண்டர் எல்லாம் அதி ஆசே தேவையா ஆயிடுச்சு அதனால நம்மளால வாங்காமல இருக்கمல ஆனா ஒன்னு சின்ன பொண்ணே நம்ம இதுகான தேவைகளை குறைக்க குறைக்க நமக்கும் சேமிப்பு விலை குறைிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதை எப்படி கா குறைக்கிறது அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை பண்ண நம்ம அவசர வேலைக்கு மட்டும் கேஸ் அடுப்பை பயன்படுத்திக்கிட்டு மற்ற வேலைக்கெல்லாம் வரவடுப்பை பயன்படுத்திக்கிட்டா எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன் வரவடுப்பில சமைக்க போய் யாருமா வீட்டுல கண்ணி ஏறி ஏறி உக்காந்துருக்கிறது அது இல்லாம சில சமயம் எங்களை பாத்திரம் வேற வளர்க்க சொல்லுவா கறி பாத்திரம்லாம் எங்களால வளர்க்க முடியாது வருத்தம் தெரியல உங்களுக்கு கஷ்டத்தை கட்டாம வளர்க்குறோம்ல இதுவும் பேசுவேன் இதுக்கு மேலேயும் பேசுவேன் ஒரு ஆள் வரவடுப்புல சமைக்கிறதுனால உலகத்துல மாறிட போதா எதுவுமே எடுத்த அடுப்புலயே மாறிடாது டீ கொஞ்சம் டீ மாறும் நடக்கும் டீ அது மட்டும் இல்ல டீ இப்ப வரவடுப்புலயே ராக்கெட் அடுப்பு ஒண்ணு வந்துருக்கு அதுல சமைச்சோம்னா புகைச்சலும் வராது அதிகமா பாத்திரமும் கறிபிடிக்காது எந்த விண்வெளியில தேட எந்த விண்வெளி போய் தேவைப்பாரு எப்படி செய்யறது என்ன செய்யறதுன்னு நம்மளே கல்லூச்சு அத்தியாவசிய பயன்படுத்திக்கிட்டு இந்த அடுப்பை சேமிப்பு அப்படியா அந்த அடுப்பு பண்ணும்போது என்னையும் கூப்பிடுங்க அக்கா நானும் அது எப்படி செய்யறது என்ன பண்றதுன்னு கத்துக்கிட்டு எங்கள் வீட்டுல போய் நானும் அதை செஞ்சுட்டு உங்களை போலவே நானும் சிக்கனமா இருக்க பாக்குறேன்க்கா ரொம்ப நல்லது சின்ன பண்ணு அது மட்டும் இல்லை சின்ன பண்ணு பெட்ரோல் விலை டீசல் விலை ஏறிட்டுன்னு சொல்றோம்ல அத்தியாவசியம் தேவைக்கு மட்டும் நம்ம வீட்டில் உள்ள பைக்கையோ காரையோ எடுத்துட்டு போகணும் மற்ற நேரம்லாம் பக்கத்தில் கடையாக இருந்தால் நடந்து போவோம் இல்லைனா பஸ்ல போய் அந்த காரியத்தை முடிச்சிட்டு வருவோம் இப்படிதான் சின்ன பண்ணி பார்த்து நடந்துக்கணும் ஏமா இதெல்லாம் சரிபட்டு வருமா சரிபட்டு வரணும் டீ சரிப்படுத்திக்கணும் இப்போ உள்ள கொரோனா காலகட்டத்தில் பாதி பேருக்கு வேலை போயிட்டு கிடைச்ச வேலையிலையும் சொற்ப வருமானத்துல தாண்டி குடும்பத்தை நடத்துறாங்க அப்படி இருக்கும்போது இது நம்ம யோசிச்சு சிக்கனமாக செலவழிச்சோம்னா நம்ம அவசர தேவைக்கு நம்ம பணம் பயன்படும் அது மட்டும் இல்லட்டி பொதுவாகவே எந்த பொருளுக்கு விலை அதிகம் வச்சு விற்கிறாங்களோ அந்த பொருளை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்துறதை குறைச்சிக்கிட்டோம்னா நம்ம பணமும் விரயமாவாது விலையும் குறையத்துக்கு வாய்ப்பு எக்கோ நீங்கள் சொல்றதும் சரிதான் கோ நம்ம சில விஷயங்களை யோசிக்காம குதிரைக்கு கடிவாளம் கட்டின போல அந்த செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் கோ இன்னையிலேருந்து இந்த தெருவில் இந்த நல்ல காரியத்தை நம்ம ரெண்டு பேரும் முதல்ல பண்ணுறோம் கோ ஆமாம் சின்னப்பண்ணே பாரு நம்ம ஊர்லேயும் நம்ம நாட்டிலேயும் காட்டுக்கிறவைக்கு பஞ்சமாக சொல்லி காடா மண்டி போய் கிடக்கு கவனிப்பாரு யாரும் இல்லை அதை வரக வச்சு சமைப்போம் ஊரும் சுத்தமாக இருக்கும் நமக்கும் சேமிப்பாகவும் இருக்கும் வரவடைப்பம்மா அது வரவெல்லாம் போய் வெட்டிட்டு வரதே ஏட்டி அடுத்தவங்க மட்டும் நினைப்பாங்க அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு வாழ்ற வாழ்க்கை இருக்கு பார்ட்டி அது என்னைக்குமே நமக்கு நஷ்டத்துல தாண்டி கொண்டு போய் முடியும் நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை முறை கரெக்டோ அதை தாண்டி நம்ம வாழ பயக்கணும் நீ என்னன்னா வேற க யாரை வெட்றதுன்னு கேக்குற. இந்த மரியான கௌரவம் பார்த்ததனால தான் டீ நம்ம என்ன மாதிரியான வாழ்க்கை வாழணும்ங்கறத நம்ம தீர்மானிக்க முடியாம இந்த உலகம் தீர்மானசிட்டு இருக்கு. நீங்க சொல்றது தாங்க கரெக்ட். அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும்ல சின்ன பொண்ணே நம்மால முடிஞ்சா வரவ வெட்டுவோம். இல்லையா ₹1000 கொடுத்து சிலிண்டர் வாங்குறதுக்கு ₹100 கொடுத்து வரவ வாங்கிட்டு போறோம். ஹே, எனக்கு என்ன மோதலாம் சரிப்பட்டு வரும்னு தோணலமா. நீ பின்னாடி பாக்க தானே போறோ நீங்க சொல்ல சொல்லதான் எனக்கு நம்பிக்கை பறக்குது இன்னையில இருந்து நம்ம தெருவில இந்த மாற்றத்தை நம்ம ரெண்டு பேரும் ஆரம்பிப்போம்